வீட்டில் நம்ம கஞ்சி குடிக்கணும் தான் நம்ம மட்டும் பிடிக்கணும் எப்போலாம் கரிச்சோர் ஆக்கிரமோ அப்போல்லாம் நாலு பேர்த்த கூட்டு போடுவோம் ஏன்னா விருந்துங்கிறதே கரியாக்கிற கோழியை வாங்கிட்டு இருக்காங்க நாட்டுக்கோழி விவசாயத்தையும் தெரிய ஆரோம் அது மட்டும் இல்லை எழுத்து மக்களுக்கான முயன்ற ஆற்றல் எது அப்படின்னா நாட்டுக்கோழி தான் ஒரு ஆந்த ஒரு நாளைக்கு பதினாறு எலிகளை கொல்லக்கூடிய ஆற்றல் ஆந்தைக்கு மட்டும் தான் இருக்குன்னு சொல்றோம் அப்போ ஆந்தைகளை வளர்த்துற ஒரு சமூகத்தின் ஆற்றல் அந்த பறவைக்கு மேலே அந்த ஆந்தை உட்காந்து எலிகளை வேட்டையாருங்க ஒரு ஆந்த ஒரு நாளைக்குறந்து கிடையாதுன்னு சொல்லி நம்மளை வச்சு எங்க ஆந்த கத்தினாலும் விவசாயம் தமிழகத்தை வளர்க்கிற ஒரு பறவை இருக்கு அப்படின்னா வளர்த்துற பறவை இன்னைக்கு விவசாய காடுகளுக்கு தாவரம் வளரதுன்னு ஒரு அறிவு இருந்தது அறிவியல் இருந்தது கட்டளை எப்படி வளர்றதுன்னு தெரியல தாவரத்துக்கு நுகர்த்தன்மை இருக்குதுங்கிறதே சொல்லி கொடுத்தோம் தமிழ தான் உலகத்துல தாவரத்துக்கு தாவரத்துக்கு நுகர்த்தன்மை இருக்குது அதனாலதான் அந்த பட்டியலுக்கு ஆனா அந்த மனிதனுடைய காசு அந்த வாசம் அந்த பட்டியலையும் வெட்டி இருக்கும் மனிதனுடைய சுவாசங்களுக்கு தான் தாவரம் அதிகமான பட்சியத்தை பெறுதுங்கிறது உலகத்துக்கு முதல் முதல்ல சொல்லி கொடுத்து அப்போ என்ன பண்ணுறான்னா அழுக்கு சட்டையை வேட்டியும் கழிச்சி ஒரு பொம்மை வந்து தயார் பண்ணுவாங்க தாவரத்துக்கு மனிதருக்கு நெருங்கிய உறவு இருக்குது தாவரம் அதிகமான பட்சியத்தை எப்படி பெறுது அப்படின்னா மனிதருடைய சுவாசலுக்கு தான் பெருதுங்க விவசாய காடுகளுக்கு பொம்மை வைக்கிறாங்கல்ல வேற எங்கேயாச்சும் தமிழ்நாட்டை தாண்டி எங்கேயாச்சும் வைக்கிறாங்க அப்படிங்களா தமிழர்கள் மட்டும்தான் பொம்மை வைப்பாங்க உலகத்தில் விவசாயத்துக்கு பொம்மை வைக்கிற மரபு தமிழருக்கு மட்டுமே உண்டு உலகத்தில் யாருக்குமே கிடையாது ஏன் பொம்மை அப்படின்னா இன்னைக்கு நம்ம திருஷ்டின்னு சொல்கிறேன் நமக்கு மேலே உலகத்தில் ஒரு திருஷ்டி கிடையாது தமிழ் மனுஷன் தான் திருப்தியே இது அத்தனையும் அவங்க காட்சியாக காட்ட போகிறாங்க ஒரு வேலை ஒரு ஆறு மாதத்துக்கு வேலையை ஒரு ஆறு மாதம் ஆட்டமாக காட்ட இந்த அறுவடை ஒயிலுங்கிறது நம்ம எனக்கும் மிக முக்கியமான ஒரு ஆட்டம் இந்த ஆட்டத்தை ரொம்ப கவனித்து பாருங்கள் எல்லாமே நம்ம விவசாயம் சார்ந்தவங்களாக தான் இருந்திருப்போம் பிற நாடுகளில் கலைகள் வேறு உழைப்பு வேறு நம் நாட்டின் உழைப்போடு வெளிப்பாடு தான் கலை ஒயில் அப்படின்னாலும் அழகும் பொருள் ஆண்கள் மட்டும் ஆடுவது தான் ஒயிலாட்டம் இன்னைக்கு ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைங்க இணைஞ்சு ஆட கலைகள் மூலிமா வெளிப்படுத்த போறாங்க ஒவ்வொரு ஆட்டமும் பொருள் ஆண்கள் மட்டும் பிற நாடுகளில் வேறு உழைப்பு வேறு நம் நாட்டின் உழைப்போடு வெளிப்பாடு கலைகள் நாம என்ன வேலையை செய்யறமோ அந்த கலைகளாக வச்சிருக்காங்க இந்த அறுவடை மிக முக்கியமான ஒரு ஆட்டம் இந்த ஆட்டத்தை ரொம்ப கவனிச்சு பாருங்கள் எல்லாருமே நம்ம விவசாயம் சார்ந்தவங்க தான் இருந்திருப்போம் முதல்ல காடுகளை பார்வையிடுவது அதுக்கப்புறம் அந்த காட்டை பண்படுத்துவது வரப்பு வெட்டுவது வரப்பெட்டி வீசுவது நாற்று நடுவது உரம் தோறது பறவைகள் பறப்பது காற்றுக்கு பொம்மை அசைவது நெல் அறுப்பது அடிப்பது தூத்துவது ஊட்டப்பிடிப்பது மாட்டு வண்ணியில் ஏத்துறது அதை சந்தைக்கு விற்பனை கொண்டு போகிறது இது அத்தனையும் அவங்க காட்சியாக காட்ட போறாங்க ஒரு வேலை ஒரு ஆறு மாதத்தை வேலையை ஒரு ஆறு நிமிஷம் ஆட்டமா காட்ட போறாங்க தமிழர்கள் மட்டும்தான் பொம்மை வைப்பாங்க உலகத்துல விவசாயத்துக்கு பொம்மை வைக்கிற மரபு தமிழருக்கு மட்டுமே உண்டு உலகத்துல யாருக்குமே கிடையாது ஏன் பொம்மை வச்சிருப்பான் அப்படின்னா திருஷ்டின்னு சொல்றோம் நமக்கு மேல உலகத்தில் ஒரு திருஷ்டி கிடையாது மனுஷன் தான் திருஷ்டியே ரொம்ப சோர்வா இருக்கும் பெருசா வளர்ச்சியை மனிதனுடைய சுவாசல இருந்து தான் தாவரம் அதிகமான பச்சையத்தை பெறுதுங்கிறத உலகத்துக்கு முதல் முதல்ல சொல்லி கொடுத்து தமிழை அப்போ என்ன பண்றான்னா காட்டுக்குள்ள ஆள் ஒரு பத்து நாள் வேலை செய்வான் இன்னொரு பத்து நாள் அடுத்த காட்டுக்கு வேலைக்கு போயிருவாங்க இந்த காட்டுல ஆள் இருக்காது அப்போ இதுக்கு வாசம் வேணும்ல மனிதனுடைய வாசம் வேணும்ல அப்போதான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த காட்டுக்கு ஒரு ஆள் சொந்தக்காரர் இருப்பாங்கல்ல அவங்களோடைய அழுத்த சட்டையும் வேட்டியும் ஒரு பொம்மை ஒன்று தயார் பண்ணுவாங்க வைக்கப்பின்லாம் போட்டு ஒரு பொம்மையை கட்டி அந்த பொம்மையை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா துவைச்ச வேட்டி சட்டையெல்லாம் கட்ட மாட்டாங்க அழுக்கு சட்டையும்ையும் வேட்டியும் தான் கட்டுவாங்க ஏன்னா அந்த மனுஷனுடைய காத்து அந்த வாசம் அந்த சட்டையிலையும் வேட்டிலையும் இருக்குவாங்க இதை கொண்டு போய் எந்த திசையை நோக்கி காத்து வருதோ அந்த இடத்துல அந்த பொம்மையை வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும் தாவரத்துக்கு காத்து போயிட்டே இருக்கும் தாவரத்துக்கு நுகர்த்தன்மை இருக்குதுங்கிறதே சொல்லி கொடுத்தோம் தமிழ்தான் உலகத்தில் யாருக்கும் கிடையாது தாவரத்துக்கு தாவரத்துக்கு நுகர்த்தன்மை இருக்குது அதனால அது பச்சை பெறுதுன்னு அப்போ ஆள் தாவரம் அந்த மனிதனுடைய சுவாசத்தை உள்ள கொண்டு போகணுங்கிறதுக்காக தான் முன்னோர்கள் பொம்மையை வச்சிருக்காங்க ஆனா இன்னைக்கு விவசாய காடுகளுக்குள் பொம்மை வைக்கல நாம கட்டடத்துக்கு பொம்மை வைக்கிறோம் தாவரம் வளர்றதுல ஒரு அறிவு இருந்தது அறிவியல் இருந்தது கட்டடம் எப்படி வளர்றதுன்னு தெரியல ஆனா அதுக்கு பொம்மை வைக்கிறவங்களா மாறிட்டோம் கட்டடத்துக்கு பொம்மை வைக்கிறத எடுத்துட்டு விவசாய காடுகளுக்குள் பொம்மை வச்சிட்டோம் அப்படின்னா அதிகமான மகசூல் கிடைக்கும் இந்த மக்கள் விவசாயம் சார்ந்தோடு மிகப்பெரிய இடத்த சென்றடைவாங்கிற ஒரு அறிவு அது கொடுத்துருக்கு அதுதான் பொம்மை வைக்கிறது அதே மாதிரி பறவை ஒன்று பறக்கும் விவசாய காட்டுக்குள் நெல் விவசாயம் பண்ற காட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா தமிழர்கள் வளர்த்துல ஒரு பறவை இருக்கு அப்படின்னா அது ஆந்த ஆந்த தான் நம்ம முதல் முதல் வளர்த்துல பறவை நம்மளை வச்சு ஆந்தை அழிச்சுட்டாங்க ஆகாதுன்னு சொல்லி நம்மளை வச்சு எங்க ஆந்த கத்துனாலும் வளர்த்தி இருக்க அப்படின்னா எலிகளை கட்டுப்படுத்துற ஆற்றல் ஆந்தைக்கு மட்டும்தான் இருக்க உலகத்துல எதுக்கும் கிடையாது ரொம்ப எலி ரொம்ப ரொம்ப மைட்டான ஒரு சின்ன சத்தமும் அசைவு வந்தா கூட எலி காணாத போயிடும் சத்தமே இல்லாத பறக்கிற ஒரு பறவை இருக்கு அப்படின்னா அது ஆந்த மட்டும்தான் அப்போ ஆந்தை அப்படின்னா மற்ற பறவை மாதிரி பறந்துட்டு வேட்டையாடுற பறவை இல்லை உட்காந்து வேட்டையாடுற பறவை நெல் விவசாயம் பார்த்தீங்கன்னா மரமட்டை எல்லாம் இருக்காது அப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா அங்க மூங்கில் பறனை அமைப்பாங்களாம் இந்த பறனை எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் காடுகளா இருக்கும் பறனை வச்சிருப்பாங்க அந்த அப்ப ஆந்தைகளை வளர்த்துற ஒரு சமூகத்தின் ஆற்றல் இந்த கலைகள் மூலியமா வெளிப்படுத்த போறாங்க ஒவ்வொரு ஆட்டமும் நீங்க கவனிச்சுட்டே வாங்க தெரியும் முதல்ல காடுகளை பார்விடுவது உங்களோட அசை பாத்தீங்கன்னா காடுகளை பார்விடுற மாதிரி இருக்கும் வரப்பட்டுவது வரப்பட்டுவது வரக்குது வரப்பேட்டி வீசுவது வீசுது சொல்ல கொண்டு இருந்தோம் மேடர் வேலைக்கு வீசுது வரப்பேட்டி வீசுது நாட்டு நடுவதற்கூதல் ஏராளமான இயற்கை உர தூள் வளர்த்துக்காங்க இன்னைக்கு செயற்குற மாறி அதனாலதான் மண்ணு மக்களோடு நஞ்சாரி இயற்கை உரம் தூவி பயிர்களை வளர்த்து கொண்டிருக்காரு பரமது தூத்துவது நெல் தூக்கி வந்து தூக்கி இருக்க மூட்டை பிடிச்சிருக்காங்க அட்டி சரி செய்ய வேலை கோட்டையை வரத்தப்படுத்துறாங்க மாட்டு வண்டி வந்து விதை பாதுகாப்புக்காக மாட்டு வண்டி வெலுமூட்டை எடுத்துட்டு மீட்டுக்கும் எப்படிக்காக சந்தைக்கும் போயிட்டு இருக்கு நெலுமூட்டையை எடுத்துக்கிட்டு மாட்டு வண்டி ஒரு அசைக்கும் நாட்டுக்கோழி நாட்டுக்கோழியை வாங்கிட்டு இருக்காங்க நாட்டுக்கோழி விவசாயத்தின் கடிகாரம் அது மட்டும் இல்லை உலக மக்களுக்கான உயர்த்த ஆற்றல் எது அப்படின்னா நாட்டுக்கோழி தான் நாட்டுக்கோழி உணவகம் அப்படின்னா உலக மக்களுக்கான ஆற்றலை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும் எல்லாரும் ஒன்று விட்டு அத வெளிப்படுத்தாங்க வீட்டில் நம்ம கஞ்சி குடிக்கிறதா தான் நம்ம மட்டும் குடிச்சுக்குவோம் எப்பெல்லாம் தரிசோற ஆக்கிறவோம் அப்பல்லாம் நாலு பேர்த்த கூப்பிட்டு போடுவோம் ஏன்னா விருந்துங்கிறத கறி தான் வேற ஒண்ணும் இல்லை எல்லாரும் விருந்து குடிச்சு வெளியே அழகா அழகா like